இன்னைக்கி உண்மையான அன்பு அலட்சியம் செய்யறவங்க நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதான்னு ஏங்குவாங்க நினைச்சதெல்லாம் நடக்குதோ இல்லையோ நினைச்சு நினைச்சு வேதனை படுற அளவுக்கு ஏதாவது நடந்துருது என்னாதான் நம்ம வெளியே சிரிச்சு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நம்ம தனியா இருக்கும்போதுதான் தெரியுது நம்ம கண்ணீரை துடைக்க நம்ம கை மட்டும்தான் இருக்க தவிர இங்க யாரும் நிரந்தரமா இல்லை